வாட் இஸ் கேம் ஆஃப் இந்த வீடியோ தமிழில் தான் இருக்கும் 1998 the 2007 the the early 20th, late 2011 வந்து ஒருட்டன்ட் புக் ஆர் ஆர் மாரி மோஸ்ட் ஆஃப் இது பின்னாடி உள்ளிட்ட கடைசியா பப்ளிஷ் பண்ணிருந்தாரு இருக்கோஸ்ட் புக் ரிலீஸ் ஆன புக் வந்து புக்ஸி கிரேட் எல்லாமே இருந்தாலும் இதே மிஸ் பண்ணாகனா கண்டிப்பா एचபிஐ குரு பேக் ஃபயர் அண்ட் بلاك டவுட் ஃபோர் எவர் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஷூ ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் டிஎன்டி வராங்க ஒரு டிவி வைஸ் அண்ட் டேவிட் பென்னியॉफ ரெண்டு பேருமே அந்த டைம் வந்து வெல் नोन இல்ல मोर லைக் நியூ கமர்ஸ் அப்போ எப்படி உங்களுக்கு ஜியோடி ஷோரன்ஸ் சான்ஸ் கிடைச்சதுங்கறது இன்ன இன்ட்ரஸ்டிங்காな பேக் ஸ்டோரி டிஎன்டில வந்து ஜார்ஜோட பிகஸ்ட் ஃபேன்ஸ் ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் மூலைய தான் உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்குதுக்கு ஒரு முக்கியமான காரணம் first we got george i'm the first we had convinced george I mean, first we had oh, to come that's why we definitely didn't bathe before we went to <laughs> குஸ் ஜார்ஜ் வந்து ஷோ கிரியேட்டர்ஸ் கிட்ட அட்லீஸ்ட் বেসিক புக் knowledge இருந்துன்னுங்கிறது எதிர்பார்க்கிறதுல பெரிய சர்prise இல்ல ஜார்ஜ் வந்து அங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு கேள்வி கேக்குறாரு அந்த கேள்விக்கு பின்னடி தான் GOT உடைய ஃபீச்சரை HP உடைய ரெப்பரேஷன் ஒரு இது ஒரு பெரிய கேள்வி அந்த கேள்வி என்னங்கிறதுதான் यार ஜான்ஸ்னோட பேரண்ட்ஸ் யாசி இதுக்கு ஆன்சர் வந்து இப்போ நம்ம எல்லாத்துக்கு தெரிஞ்சதால பேக்கிங் 230 இதுக்கு ஆன்சர் பண்ண வந்து மாrtin வந்து வெரி இம்ப்ரஸ் looking between the two of us and he said who is jon snow's mother oh and it was a test question ah. and i'll always remember this and George so back in 2011 la vandu nammulu idhu answer panindamna nammulu god video creators la maari irukom pola so actually god pilot kaga vetettata 6 7 kku mela shoot panirukanga but edhume green light vaangala hp side la irundhu bare showrunner cash panlan hp mudivu edukkuradhukku munadi dnd kku innor chance kadakidhu because george rr martin or hp you make a pilot which didn't they did not run no why no, did which, they which not cuz they cuz they wanted people to watch the second episode I said so, it didn't come out yeah. good now we, we made every possible we never mistake. done this before so they kissed this as dnd a thavara verayar galum giot endalok nalla eduthirukku mudiyuma thirala i mean season 1 to 6 idella fansume kandipa othuppanga na munadiye solli iruken ida giot oda first episode undu not great but apdi irundal na episode 2 va paakuradhukku pinadi ulla reason undu spartacus veru quarter of the episode undu boring filler and not great but in the final act of spartacus undu best of the season ku undu great pilot and the series oda hooking point so spartacus a paatha piragu enak purinjidhu oru vishayam enna na never touch book based cover so ana sol actual it works so ठीक है கடைசியா எப்பயோ ஒரு வெளியே பைலட் ரெடி பண்ணி டிஎன்டி கிரீன் லைட் வாங்கிட்டாங்க கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஹைப்பர்சம் இருந்துச்சு ஜியோடி வந்து ஒரு கல்சரல் லைக் பட் ஏன் ஜியோட்டோடேஜ் பீப்பிள் வந்து ஜியோடிஸ்ட்டு மாறினது இந்த ரிப்போர்ட் வந்து போட்ட பெட்டிஷனை பேஸ் பண்ணது அண்ட் ஜியோட்டியோட சவன் எய்ட் பிடிச்சவங்க இருந்தாங்க லைக் ஐஸ் அண்ட் ஃபயர் இந்த பெடிஷனை பாத்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஷேர் பண்ணிருந்தாங்க சீசன் செவன் எயிட் பாத்துட்டு சப்போர்ட் பண்றவங்க இவங்க கொஞ்சம் பேராக லைக் இந்த மாதிரி போறதுல வந்து முட்டால் ஜஸ்ட் பைவ் டு டென் மில்லியன் பீபிளுக்கு வேண்டிய மட்டும் சீசன் எயிட்ல அட்லீஸ்ட் சீசன் எயிட் எபிசோட் சிக்ஸ் கூட இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணதுல நானும் சைன் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா சீசன் செவன் எயிட் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு பண்ணிருக்காங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து சீசன் செவன் எயிட் இப்படி கொண்டு போனது பிடிக்கலங்கிறது the Britisher செவன் எயிட்ல வந்து ஸ்டார் பக் வாட்டர் பாட்டில் ஹைபர் பண்ணுறது ஒன் ஆஃப் லைக் ஜான் கன்வீனியன் புக் முடியுதுல ஜார்ஜ் கிட்டே ஒரு சில ஐடியா மட்டும் சீசன் செவனைக்கு மட்டும் இல்ல ஒரு சில ஓஜி கேம்ஸ் ஜான்ஸ் கே கிட்டே எம்லியா கிளார் இதெல்லாம் வந்து பப்ளிக்காவே அவங்களோட தாத் எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தாங்க இன்டர்வியூல Have you shot your final scenes yet, and are you happy with how things ended? You didn't say yes! Best season ever! <laughs> Is that yeah. character development? Love it all Story. in! Story! <laughs> If you could describe the season finale of Game of Thrones in one word, how would you describe that? Disappointing. ஜியோடியோட சீசன் செவன் எயிட்டி வந்து இப்படி மோசமாக பண்ணதுக்கு உணவுக்கு காரணமாக என்ன சொன்னாங்கன்னா ஜியோடியோட பேமால ஜிஎன்டிக்கு வந்து ஒரு ஸ்டார் வார் ப்ராஜெக்ட் கிடைக்கிது ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கனால ஜியோடி மேலே அவ்வளவுக்கு கேர் பண்ணல அண்ட் சீன் எயிட்ல உள்ள ஒரு பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் வந்து டேனியோட எந்த அளவுக்கு மோசமாக கொண்டு போக முடியுமா அந்த அளவுக்கு மோசமாக பண்ணி வச்சிருந்தாங்க ரோகான் வந்து ஐயந்திரது ஜான் ஐ மீன் ட்ரோகான் வந்து அட்லீஸ்ட் ஜானை கொண்டு வந்த அளவு அக்செப்டபுளாக இருக்கும் ஜானை வச்சு எதுவும் பெருசாக பண்ண போகிறதுல எக்சப்ட் ஜானை வந்து மறுபடியும் பியாண்டு அனுப்பிவிட்டதை தவிர What's up, guys? Yay! Yay! <laughs> அண்ட் கிரேவம் கேவோ அம்மா வந்து யூஸ் பண்ணவே இல்லை டேனியோட டெத்துக்கு அப்புறமா அன்சால் இருக்கு கிரேவாமு தான் கிங் ஸோ ஈஸியாக டேனிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் கூட போய் கிரேவா வந்து சப்பையாக முடிச்சிட்டாங்க கிரேவாம்கிட்ட வந்து ஷிப் ஆக்சிடென்ட் இருக்குது அப்புறமா சம் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் அன்சாலு இருக்காங்க அதேங் அமிபாசா மல்டிபிள் ஆகுறது பிகெஸ்ட் ஃபக்கிங் பிளாட் கோக்ஸ்ட் பிளாட்டோட வந்து டெத்ராக்கிஸ் நம்ம ப்ரிய சீனில் பார்த்தோம் சார் ஜோரா வந்து ஒரு டெத்ராக்கிய கொல்லாமல் சொல்லுவாரு ஒரு டெத்ராக்கிய விட்ரை பண்ணி குடிந்தாலும் இல்லை பேக்ஸ பண்ணியிருந்தாலும் இந்த டெத்ரா கோடை ப்ரூப் பண்ணுறது இதுக்காக வந்து டெத்ரோக்கி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வார்பு கூட போவாங்க you looking for us <clears throat> ஒரு காரணம் இருக்குனையும் from the season 1 episode 1 till the season 6 varinda Danny or amazing arc vand flushed on the fucking toilet season 7 8 la kuda winterfell la ullavanga kings landing la ullavanga ellarume Danny hate panra maari or arc kondu poiranga adhai ulunga kondu polo indha maari nare plot kondu vandeyeyum ulunga finish panna le and kuda veetiy nee anda or dumb fucking idea kanjathu long night battle la po ellarume toom kalari kooti irukonadhu safe arc what a genius id enthalukku dumb ana scene nu peter dicklese solirpaar he's bringing all the dead people back to life and they put the women and children in a crypt with all the dead people so fry terian is smart but i guess not that smart வந்து இந்த பெருசா பேட் ஐடியா தோணலி வந்து எப்படி ஸ்டோனச்சு ஒரு உடனே உட்காம இருக்கும் எல்லாம் எல்லாமே அன்கன்சிஸ்டா இருந்துச்சு அண்ட் செர்சியை பத்தி தெரியாதுக்காக மட்டுமே ஜியோடியில வந்து கெட்டதும் அளவுசம் கொண்டு வர முடியுமா அந்த அளவுக்கு பட் இதனால் மட்டும் சீசன் செவன் எயிட்டில் வந்து குட் மூவ்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்க அந்த சீசன் எயிட்டில் வந்து இது நம்ம பார்த்தா எல்லா டிவி ஷோஸோடயமே பெஸ்ட்டான சீஜே இருந்துச்சு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ல வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டாக ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க ஆக்ட்ரெர்ஸ் மட்டும் அவங்களோட பெஸ்ட்டாக கொடுக்கல ராமே ஜவாடி வந்து அவரோட பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாரு சீன் எயிட்டோட ஸ்கோர் தீம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு எக்ஸப்ட் ரைட்டிங்கை தவிர அண்ட் டேனியோட காஸ்டியூம் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து டார்க் ஆகிக்கிட்டே பட் ஜஸ்ட் காஸ்ட்யூமை வச்சு மட்டும் டேனியோட டெத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது நான் பாத்துட்டு வரேன் பைலட் வந்து நல்லா இருந்துச்சு நல்லா எந்த ஒரு பொலிட்டிகல் ஏஜெண்ட்ல பண்ண தப்பா இருக்க ட்ரை பண்றாங்க அதாவே பீல் பண்ண முடியுது வேற வழியில நான் பாத்துதான் எந்த ஒரு தப்பும் பண்ணாம இந்த வரைக்கும் இருக்கு ரீசென்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எபிசோடு தனியான வர போகுது ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கேமோத்ரோம் சப்ஸ்கிரைப் ட்ராகன் கண்ட்ரெட் உங்களோட தோற்றத்தை வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கேமோத்ரோம் சப்ஸ்கிரைப் ட்ராகன் பாட்காஸ்டின் தமிழ் அண்ட் மெயில் ஐடி பாட்காஸ்ட் ஐடி எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ சில்ட்ரன் வி சைட் ஃபோயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்